ரியாதோ சாலேகின் ஹதீஸ் நாற்பத்தி எட்டு அபுஹரியர் அல்லாஹன் அவர் இருக்கின்றார்கள் நபிசுல்லா அலுவலம் அவர்களிடம் ஒருவர் எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்டார் கோபம் கொள்ளாதீர் என்று நபி சொல்லா அவர்கள் கூறினார்கள் அவர் மீண்டும் மீண்டும் கேட்டார் கோபம் கொள்ளாதீர் என்றே நபிசல்லா அலுவலம் அவர்கள்